வணக்கம் பேங்க் நிஃப்டியில் 1 மினிட் சார்ட் ஆட்டோமேட்டிக்காக டெய்லி அதுவே கால்ஸ் வந்து இந்த சார்ட்டில் ஜென்ரேட் ஆகும் இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா மேலே வந்ததில் அப்பர் சைட் ப்ரேக் அவுட் ஆகி பை கால் ஜென்ரேட் ஆச்சு கால்ஸ் ஆட்டோமெட்டிக்காக வரும் அதே சமயத்தில் ஆட்டோ ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னா உங்கள் ப்ரோக்கர் அக்கௌண்ட் கனெக்ட் பண்ணி வச்சு அதுவும் ட்ரேட் பண்ணலாம் இந்த பிளான் டீட்டெயிலுக்கு நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் ஹே இன் மெசேஜ் அனுப்புங்கள் நாங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம் பைக் கால் வந்தது பார்த்திங்கன்னா நூறு பாயிண்ட் டார்கெட்டை ஒரு பதினஞ்சு செகண்டில் பார்த்திங்கன்னா அச்சீவ் பண்ணியிருக்கு நம்ம ஹைண்ட் பேசி ரெண்டு வார்த்தை பேசுறதுக்குள்ளே மார்க்கெட் கால் ஜென்ரேட் ஆகி டார்கெட்டே பிரேக் அவுட் இது எல்லா நாளும் நடக்குமானால் கிடையாது இன்றைக்கி ஏதோ மார்க்கெட் ரொம்ப வேகமாக இருக்குது அதனால் நமக்கு ரொம்ப ஈஸியாக டார்கெட் ஒன்று ஒரு ஒரு நிமிஷத்துக்குள்ளே அந்த கேண்டில்குள்ளேயே அச்சீவ் ஆயிருக்கு பட் நிறையா நாள் நம்ம வீடியோலாம் பார்த்துருக்கோம் ஒன் ஹார் மார்க்கெட்லாம் ட்ரேடிங் போய்ட்டு அதுக்கப்புறம் தான் டார்கெட்டும் வந்து அச்சீவ் ஆயிருக்கு இந்த மாதிரி ஒன் மினிடில் டார்கெட் அச்சீவ் ஆகலாம் ரேப் தான் இன்றைக்கி ஓப்பன் ஆனது பார்த்தீங்கன்னா கேப் அப்பில் தான் கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆச்சு அது ப்ரீவியஸ் டேயே பாருங்கள் நமக்கு ஒரு செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிடுச்சு அந்த செல் கால்னுடைய மொமெண்டம் அப்படியே கண்டினியூஸாக அதாவது பட்ஜெட்டினுடைய திருப்தியாக இல்லை அதனால் பட்ஜெட் நெகட்டிவ் இம்பாக்ட்னால் இறங்கி அது நமக்கு நேற்று வந்து செல் கால் அப்போ ஜென்ரேட் ஆனது ஒன் டொண்டி ஃபைவ் வந்தது போச்சு அதுக்கு இதில் ட்ரெண்ட் மாறினா தான் நமக்கு இப்போ பை கால் போச்சுன்னா நெக்ஸ்ட் செல் கால் தான் வரும் நீங்க அதுக்குரியும் ரெடியாகவும் இருந்துக்கலாம் உங்களுக்கு இந்த சாட் வேணும் லைவ் மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஒரு டூல் கிடைச்சா இன்டர்டே பண்ணுறதுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹேங்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்கள் நாங்கள் இதை ப்ளான் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ